அனைவருக்கும் வணக்கம் Bank நிஃப்டி Future 1-Minute Chart Daily ஆட்டோமேட்டிக்காக Live மார்க்கெட்டில் Signal வந்து நமக்கு இந்த சார்ட்டில் ஜெனரேட் ஆகும் கேண்டில் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அந்த Call பார்க்குறதுக்கு Signal மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி December 16 சிக்ஸ்டின் ஒரு டுவல் டுவெண்ட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பை சிக்னல் ஜென்ரேட் ஆகுது அது பாருங்க நமக்கு அப்படியே green கலரில் ஓப்பன் ஆகிட்டு பை பண்ணுங்கள் பை அட் ஃபார்ட்டி த்ரீ மாதிரி ஒரு கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு டெய்லி இதே மாதிரியே கேண்டல்னுடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் கேத்த மாதிரி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால் வரும் இது ஃபுல்லாகவே ஒரு டெக்னிக்கல் பேஸ்டு ட்ரேடிங் தான் ஏன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த கேண்டல் மூவ்மெண்ட் எங்கிட்டு போகுதோ அது பிரேக்கவுட் ஆச்சு அப்படின்னா அந்த சைடுக்குரிய கால் வந்து ஜென்ரேட் ஆகிற மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தோன்னே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியும் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் பைசிக்னல்ன்றனால க்ரீன் கலர் அதே செல் சிக்னல்னால் ரெட் கலர் டெய்லி வீடியோஸ் பார்க்கணா சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி டேடர் அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு த்ரீ ஃபிஃப்டி நைனில் பைக்கால் வந்திருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் அதாவது நூற்றி எட்டு பாயிண்ட் வந்து நமக்கு மேலே போச்சுன்னா தான் ஃபர்ஸ்ட் டாரட் ரேஞ்ச் ப்ரேக் அவுட் ஆகும் அந்த ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லைன் அதுக்கு மேலே இருக்க செகண்ட் க்ரீன் கலர் லைன் செகண்ட் டாரட் இதனுடைய டபுள் கீழே இருக்கிற ரெட் கலர் லைன் தான் ஸ்டாப்லாஸ் லைன் எவ்ரி டே லைவ் இதே மாதிரி உங்களுக்கு Signal ஜென்ரேட் ஆகும் அந்த Signal பார்த்து நீங்கள் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க உங்களால் மேனுவல் ட்ரேடிங் பண்ண முல்லைன்னா ஆட்டோ ட்ரேடிங் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறனால பண்ணிக்க முடியும் இதை பார்த்திங்கன்னா டீட்டெயில்க்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க இப்போதைக்கு வந்துருக்க அந்த கால் எப்படி மூவ் பண்ணதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் கால் ஜென்ரேட் ஆன ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே வித்தின் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல வாலட்டைல் நல்ல பாசிட்டிவ் மூமெண்ட்டம்ல ஃபஸ்ட் டார் அட் ரேஞ்ச் பிரேக் வந்து கொடுக்குது ஒன் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு இப்படி நமக்கு ஜென்ரேட் ஆன பைக்கால் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு நீங்கள் டெய்லி இந்த மாதிரி இந்த சார்ட்டை ஜஸ்ட்டு வாட்ச் பண்ண போகிறீங்க பார்க்க மட்டும் போகிறீங்க கால் வரும் அதை பார்த்து ஆர்டர் போட போகிறீங்க மேனுவல் முடியலன்னா ஆட்டோ ட்ரேடிங் பண்ணிக்க முடியும் இந்த சாட் உங்களுக்கு வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயிலில் வந்து அனுப்புறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ